அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாண்டு காலமா ரொம்ப சிரமங்கள் கஷ்டங்கள் பல பல பிரச்சனைகளை கொடுத்திருக்கும் மற்ற கிரகங்களையும் வச்சு ராகு சனி பகவானா இருந்தாலும் இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கும் ராகுக்கேது குரு பகவான் ராகுவோட இணையாரு அப்ப கண்டிப்பா வந்து ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு இருக்கு நூறு சதவீதம் சொல்லலாங்க கண்டிப்பா அப்ராடு செல்லக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு ஒரு வேலை விஷயமாவோ இல்ல டூராவோ இல்ல ஒரு பிசினஸ் விஷயமாவோ பன்னெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு டிராவல் பண்றது அதாவது நான் சொல்றது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து ராகு பகவான் கூட குருவும் சேர்ந்துடுறாரு நிச்சயமா இந்த ஆண்டு போயிட்டு வருவீங்க இந்த குரு பயிற்சியிலே அடுத்தது ஆனா பன்னெண்டாம் இடம் விரயமும் கூட தேவையில்லாத விரயங்களும் இடம் வாங்குறது அமௌண்ட் ஒரு பல்க் அமௌண்ட் வரத்துக்கு கோல்டா வாங்கி வைக்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த அமைப்பு இருக்கு அடுத்தது அப்ராட் வந்து ஒரு டூர் கூட நீங்க போயிட்டு வரலாம் அந்த சான்சஸ் வந்து இத மிஸ் பண்ணிட வேணாம் ஏன்னா இது ரைட்டான பீரியட் இது உங்களுக்கு ஆனா இது மிஸ் பண்ணிடாம சான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் வண்டி வீடு வாகனையும் உங்களை குறிக்கிது அந்த இடத்த டைரக்டா குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உங்க ஜாதகத்துல இருக்கு அதாவது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் நாலாம் இடத்தை எடுத்து பாருங்க அப்ப கண்டிப்பா வந்து அந்த நாலாம் சுகஸ்தானம் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இப்ப சுகஸ்தானத்தை வந்து குரு பாக்குறாரு பார்க்கும்போது உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்து இயல்பாவே உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்து இந்த ஆண்டு இருக்குங்க அடுத்தது கார் வாங்கறது பைக் இல்லாதவங்க பைக் வாங்குறது இல்ல பைக் வந்து நீங்க மாத்துறது அதாவது பழைய பைக் இருந்தது அப்படின்னா குடுத்துட்டு புதுசு வாங்குறது அதே மாதிரி கார் பாலஸ் இருந்ததுன்னா கொடுத்துட்டு புதுசு வாங்குறது இந்த மாதிரி புதுப்பிக்கிறதும் இருக்கு புதுசா வாங்குறதும் இருக்கு இல்ல புதுப்பிக்கிறதும் நீங்க செய்வீங்க அதே மாதிரி வீடு வந்து பழைய வீடா இருந்ததுன்னா டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்டுறது அந்த மாதிரி அமைப்பும் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடு இருக்கும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் இடமும் வாங்குவீங்க வீடும் கட்டுவீங்க வண்டி வாகன யோகங்களும் இருக்கிறதுனால கண்டிப்பா கார் பைக் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு அடுத்து ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை டைரக்டா உங்களுக்கு குரு பகவான் பாக்குறாரு மிகப்பெரிய ஒரு யோகம் எடுத்துக்காங்க ஏன்னா இதனால் வரைக்கும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க படாத பாடப்பட்டிருப்பீங்க ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய இருந்திருக்கும் உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் இப்ப இந்த ஆண்டு அந்த பிரச்சனையே கிடையாது எதிரிகள் கூட பயப்படுவாங்க எதனால குருவே பார்க்கறாரு ஆனா எதிரிகள்லாம் ஒரு அடி பின்னோக்கி நகரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரிஷபராசிக்காரங்களுடைய எதிரிகளை நான் சொல்றேன் அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை படிப்படியா குறையும் ஏன்னா குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அதிகப்படியான கடன்களும் இருக்காது எல்லாமே நிவர்த்தி பண்ணிடுவீங்க இந்த ஆண்டு வந்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி எட்டாம் இடம் தீர்காய கொடுக்கும் அதே சமயம் விபரீத ராஜ்யோகம் ராஜயோகத்தை எட்டாம் இடம் தான் அந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு அப்ப உங்களுக்கு அட்டகாசமான காலகட்டம் சொல்லலாங்க பிசினஸ் பீப்புளுக்கு சரி பிசினஸ்ல அதிக லாபங்கள் கிடைக்கிறது வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது கவர்மெண்ட் இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்றது என்னை நம்பர் ஜாதகம் பார்க்கணும் நினைக்கிறவங்க எங்கிட்ட பார்க்கலாம் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீரிங் தரப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்